Hi! எல்லாருக்கும் வணக்கம் வியர் from ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டபுள் வார்ப் சாஃப்சு சாரீஸ் உடைய கலெக்ஷன்ஸ் தாங்க வாங்க நம்ம ஒவ்வொரு சேரீயாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே டபுள் வாரப் சேரீ பார்டர்லெஸ் சாரீங்க எஸ்பெஷலி ஒரே டிசைனில் இருக்கக்கூடிய சேரீ ஃபர்ஸ்ட் ஒன் பாடி ராணி பிங்க் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் பேரட் க்ரீனு பேக் சைடும் காமிட்டறேன் ஸோ இது ஃபுல்லாகவே வருங்க உள் சுத்தில் மட்டும் இந்த புட்டாஸ் வராது இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்றும் இல்லைங்க ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமேங்க காம்பேஷன்ல இருக்குங்க பாடி கிரே கலர் பலன் பிளவுஸ் ராணி பிங்க் கலர்ல இருக்குங்க எல்லா பிளவுஸுமே வந்து பிளைனா இருக்கும் கான்ட்ரஸ்டா இருக்குங்க எங்ககிட்ட நீங்க சிங்கிள் சாரீ கூட பை பண்ணிக்கலாம் நாங்கள் கொரியர் பண்ணுவோம் சிங்கிள் சேரிலிருந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் சாரீஸ் வேணாலும் நீங்க எங்ககிட்ட பை பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரியாக இருந்ததுன்னா ஒன் ஆர் டூ சாரீஸ் மட்டுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ண முடியுங்க ப்ரீ பேமெண்ட் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீஸ் வேணாலும் நீங்கள் ப்ரீ பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க நாங்கள் கொரியர் பண்ணுவோம் ஷிப்பிங் ஃப்ரீ தாங்க ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது இன்டர்நேஷனல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஆட் ஆகுங்க நீங்கள் என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத சொல்லி எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வாங்குறீங்கன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெயிட் பார்த்துட்டு நாங்கள் ஷிப்பிங் சார்ஜஸ் சொல்கிறோங்க இப்போ நம்ம பார்க்குற கலர் வந்து சூப்பரான ஒரு டபுள் ஷேட் கலருங்க பழுவன் ப்ளவுஸ் மெரூன் கலர் பாடி லெமன் கிரீன் கலருங்க க்ரீன் தான் லெமன் க்ரீன் மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் கட்டிடுறேங்க இந்த சேரீயோடைய லென்த்து சிக்ஸ் பாயிண்ட் மீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க இன்க்ளூடிங் பிளவுஸ் வித் ஆஃப் த சாரி 45.5 ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குங்க ப்ளவுஸ் பிட் செவன்ட்டி சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருக்குங்க அதுவே என்ன ஆஃப்ங்க ஏன்னா வித்து வந்து 45.5 ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ்க்கு அதிகமாக அந்த அளவே வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்குமே கரெக்டாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு சாரி நம்ம பார்க்குறோம் பாட்டில் கிரீன் வித் ப்ரைட் பிங்க் காம்பினேஷன் பல்லுவன் ப்ளவுஸ் ப்ரைட் பிங்க்குங்க பாடி பாட்டில் க்ரீன் இதில் வரக்கூடிய ஜரிஸ் எல்லாமே டெஸ்டட் ஜரி அண்ட் கோல்டன் ஜரிங்க எல்லா சேரீலையுமே golden சரீ தான் ஸோ அதனால தான் நான் வந்து இண்டிவிஜுவலாக சொல்லலைங்க பேக் சைட் பார்க்குறீங்க சூப்பராக இருக்குங்க இந்த ஒர்க்கு அது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு டபுள் ஒர்க் சாரீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவும் ரீசனபிளான ப்ரைஸுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் இது வந்து பேல் கிரீன் வித் மெரூன் காம்பினேஷன் பழுவன் பிளவுஸ் மெரூன் பாடி கிரீனுங்க எங்கக பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் டூ மெத்தட்ஸ் இருக்குங்க, ஒன்று ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன் இன்னொன்று கேஷ் ஆன் டெலிவரி ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது அக்கௌண்ட் பே கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, இது யூஸ் பண்ணி நீங்கள் சாரியோடைய அமௌண்ட் 5,500 தௌசண்ட் ஃபைவ் மட்டும் நீங்கள் முன்னாடியே பே பண்ணா போதும் ஷிப்பிங் ஃப்ரீ தாங்க நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம் இதே கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸை சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணால் மட்டுமே உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ண முடியுங்க தென் சாரீ பார்சல் வரும்போது சாரியுடைய அமௌண்ட்டு மட்டும் கேஷாக கொடுக்கணுங்க இப்போ நீங்கள் பார்க்குற பழுவன் ப்ளவுஸ் ப்ரைட் பிங்க் பாடி பிகாக் ப்ளூங்க ப்ளவுஸ் பார்க்குறீங்க பேக் சைட் ஃபுல்லாகவே கோல்டு சரிதாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் தென் ஒரு தடவை மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் மெசேஜ்க்காக எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் ஹாஃப் அன் ஹவர் ஆனாலும் எங்கள் கிட்டேருந்து கண்டிப்பாக ரிப்ளை வரும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்குறது பலுவன் பிளவுஸ் கிரே கலர் சில்வர் கிரே பாடி நேவி ப்ளூ கலருங்க புட்டாவுடைய தெரியுதுங்க அழகா இருக்குறதுக்கு தாங்க இது வந்து வயலட் அண்ட் பிரைட் பிங்க் காம்பினேஷன்ல இருக்குங்க பிளவுஸ் அண்ட் பல்லு பிரைட் பிங்க் பாடி வயலட் கலர் கஸ்டமர்ஸ் ரீசேலர் ஹோல்சேலர் எந்த நம்பரை வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் கேட்கலாம் இல்லை நம்ம கால் பண்ணி தான் கேட்கணும் கால் பண்ணால் அதாவது நியூ கஸ்டமராக இருக்கீங்க நிறைய டவுட்ஸ் இருக்குது கால் பண்ணி கேட்கும்போது தான் எங்களுக்கு கிளியர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் வர்ணா சப்போர்ட் நம்பருங்க அதாவது கஸ்டமர் கேர் நம்பர் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா கால் பண்ணி கேட்கலாம் Maximum மெயினான அந்த வர்ணா நம்பர் நைன் ஜீரோ இந்த நம்பருக்கே நீங்கள் WhatsApp மூலமாக உங்களுடைய கரரிஸ் கேட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே கிடைக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி நேவி ப்ளூ பல்லுவன் ப்ளவுஸ் பேரட் க்ரீன் ஸோ நம்ம எல்லா சேரீயுமே நம்ம இதில் ஓப்பன் பண்ணி காட்டியாச்சு இப்போ ரேண்டமாக மேலே அப்படியே வச்சுருங்க நீங்கள் பார்த்துக்கலாம் இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேட் ப்யூர் சில்க் சேரீங்க ஒவ்வொரு சேரீக்குடையும் கட்டாயம் இந்த Silk Mark Tag வந்து Silk Mark Label அப்படிங்கிறது Pure Silk Clothல மட்டுமே வைக்கக்கூடிய ஒண்ணுங்க Thank you for watching.